முடிச்சினை நல்லா கேட்டுக்கோங்க துப்பாக்கி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கடைசி தர வைத்துக் கொண்டு டிவி சேனல் நடத்திட்டு அதன் மூலமாக உண்மை என்று பேசுவார்கள் நமக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எந்த காலகட்டத்திலும் கோபம் கிடையாது சண்டை கிடையாது கிடையாது ஒரு குடும்பம் போது நீட் எதிர்ப்பு நீட் எதிர்ப்பு மத்திய அரசு பாஸ் அடுத்தது கோடி ரூபாய் அரசு எல்லாத்தையும் எழுது கோ வருல் காந்தி போய் ஒரு நாளைக்கு அமர் ஒரு நாளைக்கு அக்பர் ஒரு நாளைக்கு ஆண்டனி நாங்கள் கொடுத்த மதத்தில் ஒரு பெரு வெளியே ஒரு பெட்டியில போய் உங்களுக்கு ஒரு கட்சியை பற்றி புரியாம ஒரு லேபிள் அடிச்சு வாஜ்பாயதுப்துல் கலாம் விவசாய சட்டம் விவசாய சட்டம் நாங்களே விவசாயம் பண்றவங்க யாரையும் லாபம் உட்கார்ந்து நாலு பேர் இந்தியா உட்கார்ந்து இருக்கான் மொத்த தக்காளி வாங்கி கிசானுக்கு வந்து சிறப்பு உற